நான் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பவுலில் ஒரு நிறைய இருக்கு ஸோ இது யார் we are yeah, going to choose! சரியா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய குட் ஈவ்னிங் ஹவ் ஐயோ குட் ஈவினிங் ஆகாஷ் Okay, good evening, Agash. Welcome you to this live streaming. Okay, anyhow, we are going to select five lucky winners. We are going to select five lucky winners in the spoken English. Good evening, good evening, good evening everyone. John and uh, one more, my wife. I haven't seen. Fine, fine. Good evening, good evening. Say good evening. Good evening. Okay, good evening everyone. Good evening. I think it's Charanya. lency then uh, suganiya byoula okay happy to see you all happy happy hema okay yeah diksha yes hi say hi hi okay friends today we are going to choose first 5 lucky winners of possible english pre course நம்ம வந்து இந்த வரக்கூடிய நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய பாசிபிள் இங்கிலீஷ் இந்த லைவ் வீடியோ அல்லது நம்ம என்னென்ன அப்லோட் பண்றோமோ எல்லாத்தையும் நீங்க வந்து நல்லா பாத்துட்டு நீங்களுடைய காமெண்ட் போடணும் நீங்க முடியல கட் பண்ணிடுறேன் நீங்க யாரும் ஆசைப்பட்டீங்களோ அவங்களுடைய Uh, names ela idella eludi irken so okay so my daughter is going to uh, choose the uh, the luckiest person and also we are going to choose five members okay in the 10 members la we going to choose five members but indha yaarna frequent viewers nammude and channel la vand frequent a paaka koodiya or nabargalukku mattumna nama we are going to okay give this beautiful chance you can participate and you can learn 16 psychological activities and tasks சரி இப்போ எல்லாரும் ரொம்ப வந்து you are really waiting for uh, you know this moment இந்த அருமையான ஒரு மொமென்ட்க்கு நீங்க எல்லாரவே காத்துக்கிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் சோ நம்மளுடைய எமியா வந்து இப்போ வந்து இந்த ஸ்லிப் வந்து யார் எடுக்கறன்னு பாப்போம் யார் ஃபர்ஸ்ட் வந்து லக்கிஸ்ட் winner அப்படிங்கறத பாப்போம் يا ப்ளீஸ் ஸ்டே கேன் யூ ரீட் இட் நோ लेट मी रीड இட் ஓகே வெயிட் ஓகே தேர் ஃபர்ஸ்ட் லக்கிஸ்ட் winner இஸ் ஜாகிர் உஷேன் ஜாகிர் உசைன் ஜாகிர் உசைன் உசைன் ஜாகிர் ஹுசைன் இஸ் தஸ்ட் லக்கிய நீங்கள் தான் வந்து ஸோ இந்த ஒரு பேரில் உள்ள நம்பர் வந்து என்னுடைய அந்த சேனல் நேம்லாம் எழுதி வச்சிருக்கேன் உங்களுடைய அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நோடி டாங் என்னுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் எழுதிருக்கீங்க இப்போ நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஒன் எயிட் மறுபடியும் சிக்ஸ் த்ரீ லெட் மீ ரிப்பீட்டை நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் ஃபோன் நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஜாகிர் ஹுசன் ஹுசைன் ஒரு பேரை வாயிலாக முடியுது ஜாகிர் ஹுசைன் நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் அதாவது என்னென்னா நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் சேர்ந்துக்கலாம் என்னன்னா இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இனி அடுத்த வர கிளாஸஸில் வந்து நம்ம வந்து ஜூம் மீட்டிங் அப்படின்னு சொல்லி நிறையா கோர்சஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன் அப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த என்ன சொல்வது இந்த லக்கி பவுல இருந்து நீங்கள் யார் செலக்ட் ஆகுறிங்களோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜாகிர் ஹுசைன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த நபர் யார் அப்படின்றத பார்க்கணும் நான் ஓகே ஓகே யார் வினோத் வினோத் பாலு பாலு சாமி சாமி You are the second luckiest winner நீங்க தான்ஜிபிலிட்டி உங்களுக்கு உண்டு இப்படிப்பட்ட நேம்ல உள்ள நபர் டைவ் சைடு உங்களுடைய அந்த சேனலுடைய फ्रंट 페이지 வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புங்க ஓகே يا நம்பர் அடுத்த வின்னர் யார் அப்படிங்கறத பாப்போம் ஐ திங்க் நீங்க எல்லாரும் நானா இருக்கணுமே அப்படி நீங்க நினைக்கிறீங்க ஐ திங்க் யூ ஆர் திங்கிங் இன் தட் வே எனிவொர் ಡೆஃபினட்லி நெக்ஸ்ட் டைம் யுவர் நேம் வில் பீ உங்களுடைய நேமா கூட இருக்கலாம் ஓகே லெட்ஸ் கெஸ் மீனா நான் பீக்கவே இல்லமா வெயிட் Okay, I think Latha. Latha is the third winner. மூன்றாவது நபர் அப்படின்றவங்க சொன்ன நம்பருக்கு நீங்க என்ன பண்ணணும் அனுப்பி வைக்கணும் அப்பதான் உங்களை குரூப்ல ஆட் பண்ண முடியும் உங்களுக்கு தேவையில்லை நெக்ஸ்ட் Okay, Okay, So So, So with your Front Page channel But in, name enna na so, okay, K so, don't அனுப்புட் பண்றேன் மறந்துடாமல் <laughs> சோ நீங்க எல்லாரும் அதாவது फर्स्ट नेम என்ன வாசிச்சேன் ஜாஹிர் ஹுசைன் ஐயோ பேரே வாயில வரமாட்டேங்குது நெக்ஸ்ட் வினோத் பாலுசாமி அண்ட் லதா லதா அண்ட் செல்வனைத்யா கே ஆஷிகா இந்த ஐந்து பேர் வந்து யூ ஆர் த फर्स्ट 5 विनर्स ஆஃப் பாசிபிள் English free course so what they kill congratulation okay just give them a big applause so alarm and you know the what's up number you can message one guy let me give you my number again so if you haven't noted in you your way number Now, you your number number number number number number number number nine zero eight zero one eight one eight six three okay number இந்த வாய்ப்ப்பு அதாவது ஒவ்வொரு மாசமும் வந்து நம்ம if if you you want want to to be in that group and if you want to learn 16 psychological activities and டாஸ்க் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க வாட்ச் பண்ணுங்க kandipa so is in every group na va start pandradhukku munnadi definitely i am going to okay so we are going to play this lottery bowl game so in the lottery bowl game la ungala ungulude name adutha idam perano abidina every day whenever you watch a video or any old videos you have to leave your காமெண்ட்ஸ் உங்களுடைய காமெண்ட் வந்து நீங்கள் விட்டுகிட்டே வரணும் அப்போ தான் நான் வந்து யார் வந்து ஃப்ரீக்வெண்ட் வியூவர்ஸ் அவங்க யார் பார்க்குறாங்க உண்மையாக அப்படின்றத ஐ கேன் ரெகக்னைஸ் அண்ட் யூ வில் be ரெகக்னைஸ்ட் அண்ட் யூ வில் பி அக்னாலேஜ் டு பி த வின்னர் ஆஃப் த நெக்ஸ்ட் லாட்ரி பவுல் கேம்ஸ் அடுத்த லாட்ரி பவுல் கேமில் நீங்கள் ஒரு வின்னராக மாறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் டெல் யூர் ஃப்ரெண்ட்ஸ் டு வாட்ச் அண்ட் நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய நபருக்கு அடுத்த ஒரு விஷயத்துல Keep ஜெயிக்கணும் நினைச்சீங்க bye bye take care possible english makes and shows the way towards success always bye take care